வணக்கம் பி எவர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலேருந்துங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இல்லாமல் ஒரு யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்க் சாரீஸ் கலெஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூடுங்க பியூர் சாஃப்டில சாரீஸ் கமிங் மெத் சில மாக் சர்ஃபை ஃபஸ்ட் சேரீ சாரியுடைய கோட் ஃபோர் செவன் த்ரீங்க பாடி ஆஃப் தி ஸாரீ ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க பாட்டம் மட்டும் இந்த மாதிரி கொடி மாதிரி வர மாதிரி வந்துடுங்க டாப் ஆஃப் தி ஸேரீயில் சின்ன சின்ன பூட்டாஸ் ஃபுல் சாரிக்குமே வரும் இன்னரில் இருக்க மட்டும் அந்த மோட்டீஸ் வராதுங்க பல்லுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ட்ரெஸ்ட் சரி ஒர்க் ஈவன் பாடிலே வந்துருமே கோல்டன் ட்ரெஸ்ட் சரி ஒர்க் தாங்க ஃபோர் செவன் த்ரீ சாரி கோடுங்க பாடி ஆஃப் தி சாரி ரெட் கலர் பல்லு ஒன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க வார்ப் ரெண்டு போர்ஷன்லையுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு சாரீ கூடியும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட் பண்ணி தருங்க ஃபோர் செவன் ஃபோர் பாடி ஆஃப் தி சாரி ஹாஃப் ஒயிட் பல்லு ஒன் பிளவுஸ் க்ரீன் கலருங்க ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சிக்ஸ் செவன் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த சாரீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வரும்போது ஸேரீடைய கோடை எங்களுக்கு WhatsApp பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் 474 செவன் ஃபோர் சேரீ கோடுங்க பாட்டமில் மட்டும் கொடிமறி டிசைன் வந்துரும் மற்றபடிக்கு டாப் ஆஃப் தி சேரீல சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் வந்துருங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸினுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து இல்லைங்க மட்டுமே சிக்ஸ் தௌசண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ தருதுங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்டும் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க ஃபோர் செவன் கோடுங்க பாடி ஆஃப் தி ஸாரீ பிங்க் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராமர் க்ரீனில் வருதுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஏதாவது டேமேஜாக வந்தாவோ நீங்கள் புக் பண்ண ஸாரீ இல்லாமல் வேறு ஸாரி ரிசீவ் பண்ணிவிட்டாவோ நீங்கள் ரிட்டர்ன் அப்ளை பண்ணலாம் அதுக்காகவே நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் ஏதாவது தெரிகிற பட்சத்தில் தாராளமாக அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணுறதில் டவுட்ஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ராக்கிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் பேசிக்கலாம் அந்த டைமிங் இல்லாமல் மற்ற டைமிங்கில் பார்த்துட்டீங்கன்னா WhatsApp குறி பண்ணுங்க அதே கஸ்டமர் கேர் நம்பரில் வாட்ஸ்அப் குறியோடு பண்ணலாம் பாடி ஆஃப் தி ஸேரீ சிமெண்ட் கிரே கலரில் வருதுங்க பல்லுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் ஃபோர் செவன் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த கிரே சேரீங்க இது ஃபோர் செவன் செவன் பல்லுவன் பிளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரீ டிவெல் டோனுங்க ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சடு டோனில் வருதுங்க ஃபோர் டபுள் செவன் சாரீ கோட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஃப்ரீ வந்துருதுங்க ஆல் இந்தியா ஒரே பேட்டர்னில் நியர் ஒரு 7-8 சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரியூடைய கோடை வாட்ஸ்அப் பண்ணி book பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூஸ் ஒன்லி ஃபோர் செவன் எயிட் சாரீ கோடுங்க சாரி பாட்டில் க்ரீன்லேயும் பல்லுவன் வருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் இந்த சாரீஸில் யூஸ் பண்ணிக்கிற ஜரி டெஸ்டட் சரிங்க ஹாஃப் ஐன் சரி எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க அதனால் யூனிக் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க நம்ம மேக் பண்ணுறது ஸோ வேணுங்கிறவங்க ஆன் டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்டவுட் அப்படின்னா சேம் ப்ராடக்ட் அகைன் கிடைக்காதுங்க நெக்ஸ்ட் சாரி செவன் ஃபோர் நைன் பாடி ஆஃப் தி சாரீ பல்லவன் ப்ளவுஸ் ராமர் க்ரீனில் வருதுங்க 6,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்றும் இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இன்டர்நேஷ்னல் modes இருக்குதுங்க ப்ரீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணலாங்க ஃபோர் செவன் நைன்ங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் கண்டிப்பாக அடச் பண்ணித்தரும் ஏன்னா இது எல்லாமே பியூர் Thank you யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்